வணக்கம் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் எக்ஸ்பைரி டே ஸோ அந்த எக்ஸ்பைரி டேன்றனால நம்ம ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட் வாட்ச் பண்ணோம் நல்லா அந்த யூரோப்பியன் மார்க்கெட்லாம் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா ஒரு டூ கிட்ட நமக்கு மார்க்கெட்னுடைய ரேஞ்ச் வந்து செல் காலாக ஜென்ரேட் ஆகுது RED COLOR கேண்டல் OPEN ஆகிட்டு என்ட்ரி ரெண்டு டார்கெட் ஸ்டாப்லாஸ் வந்து கால்ஸ் மாதிரி லைவ் மார்க்கெட்டில் வருது ஸோ அந்த சார்ட் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதுவே மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் கொடுக்கும் இன்றைக்கி ஒரு எக்ஸ்பைரி டே அப்படின்றதுனால ஆஃப்டர்நூன் மார்க்கட் நாங்கள் வாட்ச் பண்ணோம் ஸோ ஜென்ரலாகவே நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம டெய்லி வீடியோஸ் எல்லாமே மார்னிங் மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும் ஸோ எக்ஸ்பெரீன்றதுனால எப்போயுமே இந்த க்ளோஸிங் டைம் கொஞ்சம் மூமெண்ட் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காண்டி இப்போ நம்ம இந்த க்ளோஸிங் டைம் வாட்ச் பண்ணோம் அதில் நமக்கு டூ கிட்டக்க செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு ஃபார்ட்டி ஒன் எயிட் டுவெண்டி என்ட்ரி பாயிண்ட் செவன் ஃபிஃப்டின் தான் ஃபர்ஸ்ட் டார்ட் ஒரு ஒன் நாட் ஃபைவ் பாயிண்ட் ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு மேலே ஃபஸ்ட் டாரெட் செகண்ட் டாரட் வந்து டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது ஸோ டெய்லி இந்த மாதிரி மார்க்கெட் எந்த சைடு ஃபுலோ போகுதோ அந்த சைட் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கால்ஸாக நமக்கு இந்த சாட்டில் ஜென்ரேட் ஆகிட்டு வரும் இது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான் இது பிளான் டீடெயில்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்கள் ஜென்ரேட் ஆன செல் கால் தேர்ட்டி மினிட்ஸில் ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் கிட்ட வந்துச்சு கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு த்ரீ கேண்டில் தான் என்ட்ரி பாயிண்ட்லேருந்து டார்கட் ஒன்று ரேஞ்சை ரீச் வந்து கொடுத்தது அந்த த்ரீ கேண்டிலுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாட் மொமெண்டம் ஸ்லோ ட்ரேடிங்கில் தான் போச்சு இந்த மாதிரி இந்த சார்ட் லைவ் மார்க்கெட்டில் நமக்கு மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் அந்த சிக்னல்கேற்ற மாதிரி கால்ஸ் கொடுக்கும் இப்போ நம்ம ஃப்யூச்சரில் பார்க்குறோம் ஆப்ஷன் சார்ட்டும் ஷோ பண்ணுறோம் ஸோ இப்போ நம்ம கால் பார்த்தது பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஒன் நமக்கு செல் கால் வந்தது பார்த்தோம் ஸோ ஒரு ஃபார்ட்டி புட் ஆப்ஷன் நாங்கள் ஷோ பண்ணுறோம் ஸோ கால் அதுக்கு முன்னாடி வந்த ரேஞ்ச் பாருங்கள் நமக்கு இங்கே இருக்குது ஸோ நமக்கு கால் ஜென்ரேட் ஆனதுலேருந்தே ஒரு ஃபிளாட்டு தான் அப்படியே நேராக வந்துச்சு சடனாக ஒரு மூமெண்ட் டார்கெட் ஒன்று பிரேக் அவுட் பண்ணிச்சு ஆப்ஷன் ஃபார்ட்டி புட் ஆப்ஷன் நமக்கு இந்த புட் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா டூ சிக்ஸ்டி டூவில் பைக்கால் ஜென்ரேட் ஆயிருக்கு அது நமக்கு வந்து த்ரீ ரேஞ்ச் வரைக்கும் break out ஆயிருக்கு ஆக்சுவலி இந்தளவுக்கு ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் மூவமெண்ட் மேக்ஸிமம் கொடுக்காது பட் மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் வந்து அந்த த்ரீ கேண்டில் நல்ல ஸ்பீடாக மூவ் பண்ணிச்சு ஸோ அதனால் நமக்கு 100 பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் subscribe பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் நாங்க சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ